வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவுல பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்டு கணக்குகளை பார்க்கலாம் பயிற்சி மூன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு எனில் பின் வருவனவற்றில் எவை ஏ யிலிருந்து பி காண உறவுகள் ஆகும் இங்க உறவுக்கான வரையறை கொடுக்கல ஆனா நமக்கு என்ன தெரியும் தனம் ஏக்கும் பிக்கும் கார்டீஷியன் பெருக்கள் எழுதினதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட உறவுகள் அதோடய உட்கணமாக இருந்ததுன்னா உறவுகள் தான் பாருங்கள் ஆர் ஒன் சமம் இரண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று வரிசை ஜோடிகளாக கொடுத்துருக்காங்க ஆர் டூ மைனஸ் ஒன்று கமா ஒன்று ஆர் த்ரீ 7, –1, மைனஸ் ஒன்று ஜீரோ கமா மூன்று மூன்று இந்த நான்கு கணக்குகள் கொடுத்துருக்காங்க நாம் ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் எவைன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே உறவோட வரையறை கொடுக்கல வரையறை கொடுக்கல அப்படின்னா முதல்ல நாம் எழுத வேண்டியது கார்டீஷியன் பெருக்கள் கணம் b பிக்கும் இடையிலான கார்டீஷியன் பெருக்கள் நமக்கு எழுத தெரியும் முதல் பயிற்சியிலேயே நாம் படிச்சுருக்கிறோம் 1,3, 1,0, 1,-1, 1,7 ஜீரோ ஒன்று கமா மைனஸ் ஒன்று ஒன்று கமா அடுத்த எண் இரண்டு இரண்டு கமா மூன்று இரண்டு கமா ஜீரோ இரண்டு அடுத்தது 3,3, 3,0, 3,-1, 3,7 ஜீரோ மூன்று கமா மைனஸ் ஒன்று மூன்று கமா ஏழு அடுத்தது ஏழு கமா மூன்று ஏழு கமா ஜீரோ ஏழு எப்படி எழுதுறதுன்னு நாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பார்த்துருக்கோம் இந்த கார்டீஷியன் பெருக்கள் எழுதுனதுக்கப்புறம் முதல் கணக்கு R1, ஒன் ரிலேஷன் ஃபஸ்ட் ரிலேஷன் இதில் என்ன ஜோடிகள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜோடிகள் கார்டிஷன் பெருக்கல்ல இருக்கானு பார்க்கணும் ஏனா, R என்பது ஏ கிராஸ் பியின் உட்கணம் பாருங்கள் இரண்டு கமா ஒன்று இருக்கா இல்ல. ஸோ not belongs to A கிராஸ் B. 7,1? இல்ல. 7,1 not belongs to A நாட் B. எனவே உறவு இல்லை செகண்ட் சம் பாருங்க, –1,1 இந்த வரிசை ஜோடி இந்த கார்டீஷியன் பெருக்கல்ல இருக்கா நல்ல கவனமா பார்க்கணும் ஒன்று கமா மைனஸ் ஒன்று இருக்குது தான் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டும் வெவ்வேறு மைனஸ் ஒன்று கமா ஒன்று ஏ கிராஸ் பியில் இல்லை ஸோ நாட் பிலாங்ஸ் டு ஏ எனவே உறவு இல்லை அடுத்தது R3 த்ரீ இரண்டு இருக்கா இருக்குது ஏழு கமா ஏழு இருக்குது ஒன்று கமா மூன்று முதல் உறுப்பாக இருக்குது ஆர் த்ரீலிருக்கிற மூன்று வரிசை ஜோடிகளும் ஏ கிராஸ் பியில் இருக்குது R3 ஆர் த்ரீ என்பது ஏ கிராஸ் உட்கணம் எனவே இது ஒரு உறவு அடுத்து R4 ஃபோர் பாருங்கள் ஏழு இந்த வரிசை ஜோடி இங்கே இருக்கு 0,3 இல்லை மூன்று தான் இருக்கு ஜீரோ இல்லை அடுத்து மூன்று இருக்கு மூன்று இருக்குது மூன்று கமா மூன்று இங்கே இருக்குது ஜீரோ கமா ஏழு பாருங்க ஜீரோ இல்லை ஸோ ஜீரோ இல்லை அடுத்து ஜீரோ கமா ஏழு இல்லை எனவே உறவு உறவை வரையறை செய்வதற்கான எந்த ஒரு விதியோ எந்த ஒரு தொடர்போ கொடுக்கலைன்னா ஏவை உறவுகள்னு இந்த வழிமுறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் முதல்ல கணம் ஏக்கும் பிக்கும் கார்டீஷியன் பெருக்கள் எழுதணும் கொடுக்கப்பட்ட உறவில் உள்ள வரிசை ஜோடிகள் அந்த கார்டீஷியன் பெருக்களுக்கு உட்கணமாக இருக்கான்னு பார்க்கணும் உட்கணமாக இருந்தால் உறவு இல்லைன்னா உறவு இல்லை உறவில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் அந்த கார்டீஷியன் பெருக்களில் இருக்கணும் கண கணம் ஏ சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாற்பத்தி ஐந்து வரை உள்ள எண்கள் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் அதாவது கணம் ஏல் இருக்கிற உறுப்புகளோட எண்களின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் வர்க்கம்னா என்ன ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குவது ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிபகத்தையும் வீச்சகத்தையும் காண்க கவனிங்க ஒன்றின் வர்க்கம் ஒன்று இரண்டின் வர்க்கம் 4, அடுத்து மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு ஏழு நாம் எழுத முடியாது ஏன்னா ஏழின் வர்க்கம் நாற்பத்தி ஒன்பது நமக்கு நாற்பத்தி ஐந்து தான் எண்கள் கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஏற்பத்தி வரை மட்டுமே உறுப்புகள் இருக்குது ஸோ ஏழின் வர்க்கம் கண்டுபிடிச்சா நமக்கு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது கணம் ஏயில இல்லை ஸோ வர்க்கம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் இதை எப்படி வரிசி ஜோடிகளாக எழுதுறது பாருங்க ஆர் 1,1、கமா நான்கு மூன்று கமா ஒன்பது நான்கு கமா பதினாறு ஐந்து கமா இருபத்தி ஐந்து ஆறு கமா முப்பத்தி ஆறு இதோட கார்டிஷன் பெருக்கள் கண்டுபிடிச்சா கண்டிப்பா இந்த வரிசை ஜோடிகள் இதுல இருக்கும் ஏ கிராஸ் ஏல இருக்கும் ஆறின் மதிப்பகம் மதிப்பகம் எழுதும் போது எந்த உறுப்புகள் உறவுகளுக்கு உட்பட்டு இருக்கோ அந்த எண்களை மட்டும்தான் எழுதணும் இங்க மதிப்பகம்ங்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வீச்சகம் 1, 4, ஒன்பது 16, 25, 36. முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்கு மூன்றாவது கணக்கு R என்ற ஒரு உறவு X, Y, Y சமம் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் உறுப்புகள் இருக்கு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எக்ஸோட உறுப்புகள் கொடுத்துட்டாங்க இங்கே உறவை கன கட்டமைப்பு முறையில் வரையறை செய்திருக்காங்க எப்படி வரையறை செய்திருக்காங்க எக்ஸ் ஒய் என்பது எக்ஸின் மதிப்புகளோடு மூன்றை கூட்டினால் கிடைப்பது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய நமக்கு மதிப்பகம் வீச்சகம் மட்டுந்தான் கேட்டிருக்காங்க முதல்ல உறவை நாம் கண்டுபிடிக்கலாம் உறவு என்பது ஒய் சமம் எக்ஸ் பாருங்க எக்ஸில் இருக்கிற உறுப்புகளை எழுதிக்கலாம் 0, 1, 2, 3, 4, 5, அட்டவணை முறையில் காட்சிப்படுத்தும் போது சுலபமாக நாம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜீரோங்கிற எண்ணெய் கூட எதை கூட்ட சொல்லியிருக்காங்க 3, 0 கூட்டல் 3, மூன்று ஒன்று கூட்டல் 3, 4, 2 கூட்டல் 3, 5, 3 கூட்டல் 3, 6, 4-3 மூன்று 5 ஐந்து 8 மூன்று எட்டு எக்ஸில் உள்ள உறுப்புகளை எழுதிக்கோங்க எக்ஸில் உள்ள உறுப்புகளோட மூன்றை கூட்டினால் நமக்கு கிடைப்பது ஒய் கேள்வி மதிப்பகம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க எக்ஸில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் உறவு வரையறை செய்யப்பட்டிருக்கு ஸோ மதிப்பகம் சமம் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வீச்சகம் எப்படி எழுதலாம் ஒய்யின் மதிப்புகளை நாம் வீச்சகத்தில் எழுதலாம் ஒய்ஸ் வீச்சகம் 3, 4, 5, 6, 7, 8 முக்கியமான இரண்டு மதிப்பெண் கணக்கு நான்காவது கணக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க பாருங்க x, y, எக்ஸ் எம்மம் ரெண்டு வரையறை செய்திருக்காங்க அதாவது எக்ஸ் எம்மம் இரண்டு பெருக்கள் ஒய் என்னென்ன உறுப்புகள் இருக்கு 2, 3, 4, 5 ஒய்யில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த எக் 2 இரண்டு பெருக்கள் இப்படி எழுதலாம் ஒய் X எக்ஸ் பை அதாவது Y என்பது எக்ஸில் பாதி அட்டவணை மூலமாக நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் X, எக்ஸில் உள்ள உறுப்புகள் 2, 3, 4, 5 Y என்பது எக்ஸில் பாதி அதாவது இரண்டால் வகுக்கணும் ரெண்டில் பாதி 1 மூன்றில் பாதி மூணு 2 இரண்டு நான்கில் பாதி இரண்டு ஐந்தில் பாதி ஐந்து பை இரண்டு இரண்டுங்கிற எண் எக்ஸில் இருக்குது அதை ஒயில் இருக்கிற எந்த எண்ணோடு நம்ம தொடர்பு படுத்தலாம் ஒன்று ஒன்று ஒயிலில் இருக்குது ஆனால் மூன்று என்ற எண்ணுக்கு உறவு மூணு பை இரண்டு மூணு பை இரண்டு ஒயிலில் இல்லை என்ற எண்ணுக்கான உறவு இரண்டு இரண்டு இருக்குது ஐந்து என்ற எண்ணுக்கு ஐந்து பை இரண்டு இல்லை அம்புக்குறி பார்க்கலாம் எக்லுள்ள உறுப்புகளை எழுதிக்கங்க ஒயில் இருக்கிற உறுப்புகளை எழுதிக்கோங்க இரண்டு கமா ஒன்று இருக்குது அடுத்து மூணு கமா மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு ஒயிலை இல்லை அதனால் மூன்றின் உறவை நாம் குறிக்க முடியாது அடுத்து நான்கு கமா இரண்டு உறவு இல்லை அடுத்து வரைபடம் வரைபடத்தில் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹெச்சு எழுதிக்கலாம் எக்ஸில் உள்ள உறுப்புகளை எக்ஸ்ஹச்சில் எழுதிக்கலாம் ஒயில் இருக்கிற உறுப்புகளை ஒய்யெச்சில் எழுதிக்கலாம் இப்போ இங்கே உறவு என்பது 2,1, 4,2 ஒன்று நான்கு மட்டும்தான் ஸோ இரண்டு இப்படி நாம் குறிச்சிக்கலாம் அடுத்தது 4,2 கமா இரண்டு மூன்றாவது பட்டியல் முறை வரிசை ஜோடிகள் அமைப்பாக எழுதலாம் 2,1, 4,2 ஒன்று கன அடைப்பு குறியீட்டுக்குள்ள வரிசை ஜோடிகளாக எழுதுகிற முறை பட்டியல் முறை ஐந்தாவது கணக்கு பாருங்க ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஆங்கிலத்தில் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க எழுத்துல கொடுத்துருக்காங்க எழுத்தர்கள் கிளர்க்கு சிங்கிற எழுத்துல குறிக்கிறாங்க மேலாளர்கள் மேனேஜர் எம் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் இதில் ஏ சி எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஆனால் ஊதியங்கள் கொடுத்துருக்காங்க உதவியாளர்களுக்கு பத்தாயிரம் எழுத்தர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மேலாளர்களுக்கு ஐம்பதாயிரம் நிர்வாகிகளுக்கு ஒரு லட்சம் கேள்வி உதவியாளர்கள் ஐந்து பேர் இருக்காங்க A1, A2, A3, A4, A5. த்ரீ ஏ எழுத்தர்கள் நான்கு பேர் இருக்காங்க C1, C2, C3, C4. சி த்ரீ மேலாளர்கள் மூன்று பேர் இருக்காங்க M1, M2, M3. மற்றும் நிர்வாகிகள் இரண்டு பேர் இருக்காங்க E1 E2 இங்க டூ இங்கே உறவு எப்படி வரையறை செய்திருக்காங்க X என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாக அம்புக்குறிப்படம் மூலமாகவும் குறிப்பிடுங்க உறவு என்பது கொடுக்கப்பட்ட ஊதியம் கவனிங்க இப்போ உதவியாளர்களுக்கு எவ்வளவு ஊதியம் பத்தாயிரம் இது எப்படி வரிசை ஜோடிகளாக எழுதலாம்னு பாருங்கள் பத்தாயிரம் கமா பத்தாயிரம் கமா ஏ டூ இது உதவியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் அடுத்தது எழுத்தர்கள் எழுத்தர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் கமா சி ஒன் இருபத்தி அடுத்து மேலாளர்கள் மேலாளர்களில் மூன்று பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் ஊதியம் ஸோ ஐம்பதாயிரம் கமா எம் ஒன் ஐம்பதாயிரம் கமா அடுத்து நிர்வாகிகள் நிர்வாகிகளோட ஊதியம் 1. லட்சம் ஒரு லட்சம் கமா இ லட்சம் கமா இப்படி வரிசை ஜோடிகளாக இந்த உரவை நாம் வரையறை செய்தலாம் அடுத்தது அம்புக்குறி படம் கவனிங்க கணம் ஏழை ஊம் கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் கணம் வீல உதவியாளர்கள் 5 பேர் எழுத்தர்கள் நான்கு பேர் மேலாளர்கள் 3 பேர் நிர்வாகிகள் 2 பேர் இந்த பத்தாயிரம் ஊதியம் உதவியாளர்களுக்கு மட்டும் நாம கொடுக்கணும் பாருங்க அடுத்து இருபத்தி ஐந்தாயிரம் எழுத்தர்கள் ஐம்பதாயிரம் மேலாளர்கள் ஒரு லட்சம் நிர்வாகிகள் உறவை நாம் அம்புக்குறி படம் மூலமாக காட்சிப்படுத்தி நாம் காண்பிக்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நான்காவது கணக்கில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ரெண்டு எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நான்கு ஒன்று கணக்கு நோட்டில் போட்டு பாருங்க தேங்க்யூ